ஹே ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ ரெண்டு வெட்டிக்கிறாரம் அனுமதிப்பு பாடம் முடிச்சுடும் ஸோ இந்த வீடியோவில் அதனோட புக் பேக் கொஸ்டின்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துட்டோம் அந்த பாடம் வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா சரிங்க சார் நம்ம புக் பேக் கொஸ்டினுக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம பாரஸ்ட் அண்ட் லேபஸ்ட்டுங்க அந்த வீடியோஸ் தான் போட்டுட்டுருக்கோம் ஸோ சயின்ஸ் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ டென்த்து நைன்த்து முடிச்சிடும் அப்படின்னா போய்ட்டுருக்கோம் ஸோ எய்த்து புக்கை நோக்கி நான் எய்த்து புக்கு நம்ம போயிட்டுருக்கேங்க ஓகேங்களா அதையும் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஸோ முடிக்கிற தரவாயில் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் வந்து வீடியோ படிக்கிறப்ப கிட்ட ஒரு கொஸ்டன் வரும் அந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்ல சொல்லியிருப்பேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்ட் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா உலக கை கெழுந்துடும் அது அக்டோபர் பதினைந்து தான் வந்து உலக கை கெழுந்திரம் ஓகேங்களா ஸோ அது அதுக்கான ஆன்சர் வந்து உலக அக்டோபர் பதினைந்து ஓகேங்களா சார் நம்ம வீடியோ கூட பார்க்கலாம் நம்ம புக் பேக் கொஸ்டின் பார்க்கறதுனால என்ன பண்ணுவோங்க அங்கே இருக்கிற அந்த நினைவு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் கொடுப்போம் கரெக்டுங்களா ஏன்னா ஒரு நினைவு கொள்கை ரிவிஷன் கொடுத்துட்டு போனால் அந்த பாடத்தை வடிவ பார்த்தா போல் வந்து ஒரு இன்னும் இருக்கும் ஆனால் நினைவு கொள்கை ஒரு விஷயம் கொடுத்துலாம் ஒரு அணுவானது ப்ரோட்டான் எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற அடிப்படை தொகல்களால் ஆனது ஆமாங்க ஒரு அணுவை பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற அடிப்படை தொகுகளால் தான் வந்தது அது தாண்டி நிறைய அடிப்படை தொகல்கள் இருக்குது ஸோ மீசான் நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ பாசிட்ரான் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய அடிப்படைத் தொகல்கள் ஆனால் முக்கியமான அடிப்படை தொகல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணு தான் ஓகேங்களா அடுத்து இதில் வந்து ப்ரோட்டான் வந்து கோல்டு ஸ்டீன் கண்டுபிடிச்சிருப்பாரு வந்து ஜே தாம்சன் நியூட்ரான் வந்து சாட்விக் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்றத எல்லாமே நம்ம அடுத்து மின்னெருக்க குழாய் என்பது வாயு நிரப்பப்பட்ட இருபுறமும் மூடப்பட்ட ஒரு நீண்ட கண்ணாடி குழாயாகும் இது குரூப் குழாய் அல்லது கேத்தோடு கதிர்கழாய் என்றும் அழைக்கப்படுகிறது நம்ம பார்த்தோம்ல ஸோ ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க உள்ள கேஸ் நிறைய பேர் இருக்கும் இது வில்லியம் குரூப் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது குரூப் குழாய் அல்லது கேத்தோடு கதிர்குழாய் அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க வெவ்வேறு அணுக்கள் வெவ்வேறு இணையின் திறனை பெற்றுள்ளன அணுக்கள் இணையக்கூடிய திறனை அதன் இணையதிறன் எனப்படும் ஸோ நம்ம பார்த்தோம் ஸோ வெவ்வேறு அணுக்கள் எடுத்திங்கன்னா அதனுடைய இணத்திறன் வந்து வெவ்வேறு மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு இணத்திறன் வெவ்வேறு மாதிரி இருக்கும் அந்த இணையக்கூடிய திறன் தான் நம்ம நான் சொல்லுவோம் இணைதரன் சொல்லுவோம் அது வந்து வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களோட எண்ணிக்கையை நம்ம சொல்லுவோம் அடுத்து வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட வேதிச்செர்மம் அல்லது மூலக்கூறில் இடம்பெற்றுள்ள அணுக்களின் வேதியியல் விகிதங்கள் பற்றிய தகவல்கள் ஒரு எளிய வழிமுறை ஆமாங்க நீங்கள் வேதி வாய்ப்பாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேதியச் சர்மம் வந்து எப்படி வந்து அதில் என்னென்ன மூலக்கூறுகள் இடம்பெற்றிருக்கு அதில் என்னென்ன அணுக்கல்லாம் இருக்குது எந்த விகிதத்தில் அது இணைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு எளிமையான முறை வந்து பார்த்தா அந்த வேதி வாய்ப்பாடு உலோகம் மற்றும் அலோகம் கலந்த சேர்மத்தின் பெயரை எழுதும்போது உலோகத்தின் பெயரை முதலிலும் அலோகத்தின் பெயரை அடுத்ததாகவும் எழுத வேண்டும் அலோகத்தின் பெயருடன் ஐடி என்ற பின்னோட்டை சேர்த்து எழுத வேண்டும் நம்ம பார்த்துல ஒரு வேதி வாய்ப்பாடு எழுதுணும் அப்படின்னா உலோகம் உலோகம் இருக்குது அப்படின்னா முதல்ல உலோகத்தோட பேர் எழுதணும் அப்புறம் தான் அலோகத்தோட பேர் எழுதணும் அந்த அலோகத்தோட பேரை நம்ம என்ன பண்ணணும் ஐடுன்ற பின்னோட்டை சேர்த்து எழுதணும் அடுத்து வேதிவினையினை சமன் செய்யும் சமன் செய்வது மிகவும் முக்கியமானது ஏனெனில் சமன் செய்யப்பட்ட வினையின் மூலமே நிறைய அழிவுமை விதியை அப்போ என்ன சொல்கிறாங்க வினைவிட வினைவிளை பொருட்களோட மொத்த நிறை வினைவிடு பொருட்களோட மொத்த நிறைக்கே என்னவாக இருக்கும் சமமாக இருக்கும் அதில் எந்த விதமான வந்து இருக்காது சரி இதை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம புக் பஸ் ஊரில் போயிடலாங்களா சரி போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்துடுதுங்க கேத்தோடு கதிர்கள் டேஷால் உருவாக்கப்பட்டவை ஸோ கேத்தோடு கதிர்கள் எதால் உருவாக்கப்பட்டவை எதிர்மின்சுமை கொண்ட துகள்கள் எதிர்மின்சுமை கொண்ட துகள்களால் தான் வந்து கேத்தோடு கதிர்கள் வந்து உருவாக்கப்படுது அடுத்து கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் நிறைவிகிதம் மாறாதிருப்பது டேஷ் விகிதம் எது மாறா விகித விதி அதான் என்ன சொல்றாங்க எந்த சேர்மம் எங்கு தயாரிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தனிமங்களோட நிறைய சதவீதம் எங்குமே மாறாமல் இருக்கும் அதுதான் மாறா விகித விதி ஓகேங்களா அது புரிஞ்சிச்சு அடுத்து நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவற்றின் நிறைவு விகிதத்தில் இணைந்துள்ள ஒன்று எட்டு ஓகேங்களா ஏன்னா ஹைட்ரஜன் டூ ஓ சிக்ஸ்டீன் இல்லையா அப்போது ஒன்று ஸ்டு எட்டு இது வந்து நிறை விகிதம் நிலநாக்கி நிறை விகிதத்துக்காக நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து டால்டெனின் கூட்டுக்குள் எந்த கூற்று மாற்றம் உள்ளது எந்த கூற்று அணுவை பிளக்க முடியாது அணுக்கள் மொழியன்கள் விகிதத்தில் ஒன்று கூடி சேர்மங்கள் உருவாகின்றன தனிமங்கள் அணுக்களால் ஆனவை ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை இது அவரோட விதியில் எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்குது ஓகேங்களா அப்போ அதுதான் அது ஆன்சர் அடுத்து ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரு தனிமத்தோட அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் நிறைய நியம் பெற்றுள்ளன ஆமாம் ஒரே அணு எண்ணையும் ஒரே நிறைய நியம் பெற்றதா வந்து இருக்கும் ஒரு தனிமத்தோட அனைத்து அணுக்களும் அப்போ அதுக்கான ஆன்சர் ஆதான் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புங்க பார்க்கலாமா டேஷ் என்பது ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய துகள் எதுங்க அணு அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தோட மிகச்சிறிய துகள் வந்து எதுங்க அணுதான் ஒரு தனிமமானது டேஷ் மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்டது எது மாதிரியான அணுக்களால் ஒரே மாதிரியான அணுக்களால் அடுத்து எதிர்மின் சுமை கொண்ட அயனி டேஸ் அயனி எனப்படும் நேர்மின் சுமை கொண்ட அயனி டேஸ் அயனி எனப்படும் எதிர்மின் சுமை கொண்ட அயனி வந்து பார்த்தினா எதிர் அயனி எனவும் நேர்மின் சுமை கொண்ட அயனி வந்து பார்த்தினா நேர் அயனி நேரயணி அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா எதிர்மின் சுமை கொண்ட அயனி வந்து எதிர் அயனினும் நேர்மின் சுமை கொண்ட அயனி வந்து பார்த்தினா நேரயணி அப்படின்னு அழைக்கப்படுது டேஷ் ஒரு எதிர்மின் சுமை கொண்ட துகள் எதுங்க எலக்ட்ரான் ஸோ எலக்ட்ரான் தான் வந்து எதிர்மின் சுமை கொண்ட துகள் அடுத்து ப்ரோட்டான்கள் டேஷ் மின்சுமையை நோக்கி டேஷ் மின்சுமை கொண்ட தகட்டை நோக்கி விளக்கமாடிகின்றன எது எதிர்மின் சுமை ஏன்னா ப்ரோட்டான் வந்து நேர்மின்சுமை அப்போ எதிர்மின் சுமை கொண்ட தகட்டை நோக்கி தான் விளக்கலாடியும் ஓகேங்களா அப்போ அதுக்கான ஆன்சர் எதிர்மின் சுமை ஸோ கோழிட்டத்தோட ஆன்சர் மறுபடியும் சொல்கிற குறிச்சிங்க ஃபர்ஸ்ட்டு வந்து அணு ரெண்டாவது வந்து ஒரே மூணாவது வந்து எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் நான்காவது வந்து எதிர் அயனி மற்றும் நேரயினி அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஆறாவது வந்து எதிர் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது பொறுத்துக பொறுமை அழியா விதி பொறுமை அழியா விதியை சொன்னதாருங்க லவாசியர் செவன்டீன் அடுத்து மாறா விகித விதி மாறா விகித விதிய ஜோசப் பிரஸ்ட் சொல்லியிருக்காரு செவன்டீன் அடுத்து கேத்தோட கதிர்கள் ஸோ கேத்தோட கதிர்களை கண்டுபிடிச்சது யார் சார் வில்லியம் குரூக்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஆனோட கதிர்களை கோல்டு ஸ்டீன் அதுக்கப்புறம் தான் அது ப்ரோட்டானு வந்து இல்லை யார் பேர் வைப்பார் நம்ம ரூதர் வந்து பேர் வைப்பார் அடுத்து நியூட்ரான் வந்து யார் கண்டுபிடிச்சார் ஜேம்ஸ் சேட்விக் கண்டுபிடிக்கிறாரு ஓகேங்களா அப்போ மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு அப்போது இந்த பொறுத்துக்கான ஆன்சர் மூணு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு அப்படின்றத அந்த பொறுத்துக்கான ஆன்சர் குறிச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போது உன் புக் கொஸ்ட் முடிஞ்சிச்சு ஆனால் நம்ம இந்த உயர் சிந்தனை வினாக்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதையும் அப்படியே ஒருலாம் பார்த்துட்டு போய்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு எடைகுடைந்த சக்கரை எதிர்நின்வாய் கதிர்கள் வரும் பாதில் வைக்கும்போது சுழல்வோ சுழ்கிறது ஏது ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே அந்த கேத்தோடு கதிர்களின் பண்புகளில் ஒரு பண்புகள் பார்த்தோம் ஏன்னா கேத்தோடு கதிர்கள் துகள்களால் உருவாக்கப்பட்டவை அதனால் அதுக்கு நிறையும் ஏக்க உள்ளது அப்படின்ற ஒரு வேடு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அப்போது கதிர்கள் துகளால் உருவாக்கப்பட்டதால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்குது ஏக்க ஆற்றல் அது வரும் வழியில் நீங்கள் ஒரு சின்ன சக்கரத்தை வச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்ன பண்ணோம் அதை வந்து சூழல் ஓகேங்களா அடுத்து ஒரு ஒளிர் எதிர்மின் வாயிலிருந்து தோண்டி போறதுனால கண்டிப்பா தான் இருக்கணும் அப்ப கேத்தோடு கதிர்கள் எலக்ட்ரான்கள் எதிர்மின் தன்மை கொண்டவை அடுத்து முறையே கிணறு குளம் ஆறு மற்றும் நிலத்தடி நீரை சேகரித்து அந்த நீர் மாதிரிகளை ஆய்வு குலத்திற்கு அனுப்பினர் அவற்றின் ஆய்வு அவை அனைத்திலும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஒன்னு என்ற நிறைவிகிதத்தில் இருந்தன ஓகேங்களா அப்போது இவர்கண்ட சோதனையிலேருந்து நீங்கள் என்ன அறிகிறீர்கள் என்ன தெரியுது அப்போ தண்ணியை நீங்கள் எங்கேருந்து எடுத்தாலும் சரி அதனோட நிறைவிகிதம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட நிறைவிகிதம் ஒன்னு எட்டு என்ற விகிதத்தில் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து இது எந்த வேதி சேர்க்கை விதிக்கு உட்பட்டது இது எந்த வேதி சேர்க்கை விதிக்கு உட்பட்டது மாரா விகித விதி பிரௌஸ்ட் சொன்னார்களே அந்த மாறா விகித விதிக்கு தான் உட்பட்டது ஏன்னா எந்த சேர்மம் எந்த முறையில் எங்கு தயாரிக்கப்பட்டாலும் ஆக தனிமங்களோட அந்த நிறை விகிதம் எந்த மாற்றத்துக்கு உட்படாது இதான் மாரா விகித விதி அப்போ இது மாறா விகித விதிக்கு வந்து உட்பட்டது ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த பாடத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் நல்லா படிங்க எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து நான் அடுத்து வந்து வீடியோஸ் போட போகிறேன் அதாவது வந்து நான் எங்களா உட்காந்து படித்தேன் எந்தெந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் படித்தேன் எங்களா போய் படிச்சிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து வீடியோட போட போகிறேன் ஏன்னா ஸ்டாண்ட் வாங்காமல் இருந்தேன் சிப்போம் ஸ்டாண்ட் வாங்கிட்டேன் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்து இந்த இந்த வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லைங்களா ஸோ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னென்னா நவீன வேதியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார் ஸோ நவீன வேதியலின் தந்தை என அழைக்கப்படுபோர் யார் தான் அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கைஸ்